கல்வி நம்பி மாறி திருமணி முத்தாறு அதே போல் ஆத்தூர் ஆத்தூர்னு பேர் இருந்தால் பெரிய ஆறு ஒன்று உள்ளே ஓடும் புசாவடிக்கு முன்னால் தாழை யூத்துன்னு ஒரு ஊர் இருக்குது தாழை யூத்து அந்த ஊருக்கு பேர் தாழை யூத்து அங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சிறு நான் அந்த பக்கம் போகும்போது பார்த்துருக்கேன் தாழை அந்த இது புதர்கள் வந்து அவ்வளோ நிறைஞ்சு கிடக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த தாழை சிறப்பு லாபம் தூக்கிவிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர தாளையாக போட்டிருக்கான் ஏனென்றால் அணி அணிகளை மணி கற்களும் விளைஞ்சிருக்கு இன்னைக்கு கடலுக்குள்ளேயே முத்து இல்ல அந்த அளவுக்கு கடல் வளத்தை சுரண்டியாச்சு கடலுடைய இயற்கை நலத்தை செதச்சாச்சு ஆனால் நமது பகுதியில ஆத்துல முத்து விளைஞ்சிருக்கு ஆத்துல மணிகள் விளைஞ்சிருக்கு அதனாலதான் இன்றைக்கு உலக மக மய ஊதாரியருடைய பார்வை இந்த பொங்கப்பகுதியின் மேல் விழுந்திருக்கிறது குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பிளாட் எனத்தை எப்படியெல்லாம் இந்த மக்களை திசை திருப்பி அங்கே வந்து நாங்கள் மெட்ரோ ரயில் அமைக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு பிறகு நாமக்கல் பகுதியில் தான் நாங்கள் வந்து மெட்ரோ ரயிலில் அமைக்கிறோம் முதல் முதல்ல என்றெல்லாம் ஒரு ஒரு பொய்யான தோற்றத்தை காட்டி கொள்ளையடிப்பதற்கு இன்றைக்கு கொங்கம் வலையொலிச் பின் பின்தொடர்பாளர் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் கொங்கம் வலையொலிச் சன்னல் தமிழின் வரலாற்றை தமிழரின் வரலாற்றை தமிழி அறிவியலை தமிழரின் மெய்யியலை விளக்குவதற்காகவும் புரிந்தவரை மக்களிடம் பரப்புவதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் கொங்கம் வலையொலிச் சன்னல் இன்றைக்கு கொங்கப்பகுதியில் இருக்கின்ற பல ஊர்கள் கொங்கப்பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கவே என் உலகம் தமிழின் தொன்மையை தமிழரின் தொன்மையை பறைசாற்றும் விதமாக ஊர் பெயர்கள் பெயர்களும் ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமையும் பொழுது உறுதியாக அதை எல்லாம் செய்ய முடியும் ஆனால் அதுவரை நாம் அந்த ஊர் பெயர்களை காப்பாற்றி வைத்திருக்க வேண்டும் காலத்தில் உருவாகிற ஊர் பெயர்கள் அண்ணா நகர் பெரியார் எதோ பெயர்களில் உருவாகுதே தவிர அந்த தொன்மையான இயற்கை சார்ந்த பெயர்களில் உருவாகிறது இல்லை ஆனால் கொங்கப்பகுதியில் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் உலக அளவில் தமிழின் தொன்மையை தமிழனுடைய அந்த பெருமையை பெருமிதத்தை பறைசாற்றுகின்ற வகையில் ஊர் பெயர்கள் அமைந்திருக்கின்றன அவைகளை பற்றிய ஒரு பாடல் இது வான்முகில்கே கூட்டங்கண்டு வான்முகில்கள்ட்டண்டு கான்மயில்கள்னினும் இனிம்மையாக வேயில்கள் கூவும் வான்முகில்கள் கூட்டங்கண்டு கான்மயில்கள் அகவும் தேனினும் இனிம்மையாக வேங்குயில்கள் கூவும் மானினங்கள் உருண்ட விழி மருண்டபடி தாவும் உருண்ட விழி மருண்டபடி தாவும் பாணர் தமிழ் பாடி சென்ற இதாகும் பாணர் தமிழ் பாடி சென்ற இதாகும் வான்முகில்கள் கூட்டங் வான்முகில்கள்ட்டண்டு கான்மயில்கள் இப்போ நாம இந்த பாடல வர்ணித்தந்த வார்த்தைகளுக்கு அந்த சொற்களுக்கு ஏற்ப அமைந்த பகுதிகள் இன்றைக்கும் கொங்கத்தில் ஏராளம் உண்டு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் இந்தியாவின் உலகத்தின் பல பகுதிகளில் அப்படி ஒரு சூழல் இருக்கலாம் ஆனால் அது கொங்கம் வந்து அதில் ஒரு முதன்மையான இடம் என்பதை யாரும் மறுக்கவில்லாது அதற்கு சான்றுதான் நமக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பல்லுயிர் காடு பெருக்க காடுகளில் முதன்மையானது நம்முடைய பொள்ளாச்சி ஆனைமலை காடு என்பது அதுபோல தான் பல்வேறு மலைக்காடுகள் இங்கே இன்றைக்கு வரை செறிந்து இருக்கின்றன அதனால தான் இன்றைக்கு உலக ஊதாரியருடைய பார்வை இந்த கொங்க மேல் விழுந்திருக்கிறது குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பிளாட்டினத்தை எப்படியெல்லாம் இந்த மக்களை திசை திருப்பி அங்கே வந்து நாங்கள் மெட்ரோ ரயில் அமைக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு பிறகு நாமக்கல் பகுதியில் தான் நாங்கள் வந்து மெட்ரோ ரயிலை அமைக்கிறோம் முதன் முதல்ல என்றெல்லாம் ஒரு ஒரு பொய்யான தோற்றத்தை காட்டி அந்த பிளாட் இனத்தை கொள்ளையடிப்பதற்கு இன்றைக்கு உலகமய ஊதாரிய பணவெறி பிடித்த வேட்டைக்காரர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்திகளையெல்லாம் நம்ம அரசியலாக பார்க்கல இது ஒரு செய்தி இது இன்றைக்கு கன்னியாகுமரியிலே அந்த கனிம வளத்தை காப்பதற்காக அங்கே ஒரு மிகப்பெரிய மக்களை திரட்டி ஒரு நாம் கட்சி போராடி கொண்டிருக்கிறது அது தமிழ்நாடு முழுக்கவே இதற்கான சூழல்கள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றன ஆனால் கொங்க பொறுத்தவரை இந்த மண்ணின் நாங்கள் தான் பெரிய குடிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு குடி அதை பற்றி நாம் பின்னாடி அடுத்தடுத்த காணொலிகளில் பேசுவோம் அந்த குடிதான் இந்த இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது சொந்த மண்ணையே நிலத்தடியில் இருக்கிற அந்த பாறைகளை எல்லாம் தோண்டி இன்னைக்கு அந்த குடியினர் அந்த சாதியினர் தான் பார்த்தோம்னா ஜல்லிக்கரசர் உரிமையாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கம் என்றெல்லாம் வைத்து கொண்டு இயற்கையை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றனர் சீரழித்துக் கொண்டிருக்கின்றனர் இருக்கட்டும் காப்போம் இயற்கையின் ஏங்கியல் போங்க இதெல்லாம் காக்கப்படும் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கொங்கம் மலையொழி சன்னலுடைய ஒரு முதன்மையான நோக்கம் நோக்கங்களில் ஒன்று அந்த வகையில் தொடர்ந்து எப்ப இந்த ஊர் எப்படிப்பட்ட பகுதி இந்த கொங்க பகுதி குடகுமலை பிறந்து கடல் நோக்கி சென்று வழியங்கும் காவுகளை விரித்தாய காவிரி குடகுமலை பிறந்து கடல் நோக்கி சென்று வழியங்கும் காவுகளை விரித்து தால் காவிரி பொன் துகள்களை உம்மணாடையில் நெய்தாயே பொன் துகள்களை பொன்னை போன்ற நெல் விளைத்தாய் பொன்னினதீ நீன் போன்ற நெல் விளைத்தாய் பொன்னினதீ நீ பாடி சென்ற பாணமிழ் பாதி காவுளை விரித்ததால் காவிரித்தாயே இங்க ஹரிஹரன் அப்படின்னு ஒரு பெயர் அந்த பெயருக்கு பல பேரும் பல சொற்களை பல கற்பனை கதைகளை புனைந்துட்டு இருக்கான் என்னன்னா இந்த காவிரி கரையின் மணல்களில் இருந்து தங்கத்தை எடுத்திருக்காங்க இயற்கை சார்ந்த களிமண்ணிலே ஒரு கலன் செய்யப்பட்டு அந்த களிமண்ணிலே அந்த மணலை அள்ளி இட்டு சளித்து அதிலிருந்து பொன் துகள்களை சேகரித்த ஒரு தொழில் இங்க நடந்திருக்கு இதெல்லாம் கதை சொல்லல கற்பனை இல்ல நடந்த வரலாற்று போக்கு பொங்குகள் இதெல்லாம் அப்படி அந்த காவிரி மணலிலிருந்து பொன் துகள்களை நன்கு அரித்து எடுக்கிற அந்த கலையை கற்றுக்கொண்டவனுக்கு பெயர் அரிகரன் அப்படி அறிப்பதிலே கைதேர்ந்தவனாக அவன் இருப்பதால் ஹரிகரன் என்கிற பெயர் வந்திருக்கு அதை தான் இன்னைக்கு ஹரிகரன் என்று மாற்றி ஏதேதோ கதை சொல்லி கொண்டிருக்கின்றனர் அதே போல உலகத்திலேயே மிக அதிகமாக பொன் அதாவது தங்கம் இயற்கையாக விளைந்த பகுதி கோளார் எல்லாம் கொங்கத்தை சேர்ந்தது தான் கொங்கம் தான் கோளார் என்பது இன்றைக்கு பெங்களூரு கர்நாடகா மாறி போனாலும் அந்த பழங்கொங்கத்தில் ஒரு பகுதி தான் கோளார் எல்லாம் மேலே பல்வேறு இடங்களிலே நிலத்துக்கடியில் பொன் அதாவது தங்கத்தை இயற்கையாக விளைந்த தங்கத்தை வெட்டி எடுத்ததற்கான சான்றுகள் எல்லாம் அந்த பகுதிகளிலே கிடைக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே அதிகமான பொற்காசுகள் தங்க காசுகள் கிடைத்த இடம் இந்த பகுதி தான் மற்ற இடங்கள்லாம் கிடைத்த தங்க காசுகளெல்லாம் அரசு அப்படியே கைப்பற்றிடும் ஏன்னா அதெல்லாம் முடியரசர்கள் இருந்த பகுதி அதனால அது எப்படியும் வெளியே செய்தி போய் அதை கைப்பற்றும் கொங்க பகுதியிலே அப்படி கிடைத்த காசுகளை எடுத்து லட்சாதிபதிகளாய் கோடீஸ்வரர்களாய் மாறிய ஏராளமான குடும்பங்கள் இந்த பகுதிகளில உண்டு நாம நேர்லயே சந்திச்சிருக்கோம் அவங்கெல்லாம் அப்படி இது ஒரு இந்த ஆறு இந்த ஆற்றின் மணல் துகள்களிலே பொன் துகள்கள் கலந்திருந்தது என்பதெல்லாம் வரலாறு இருவோடைகளுக்கு இடையில் அமைந்த நகரம் ஈரோடை மழை கால வெள்ளம் வழிந்த இடம் தாங்கள் ஓடை இரு ஓடைகளுக்கு இடையில் அமைந்த நகரம் ஈரோடை மழை கால வெள்ளம் வழிந்தோடிய இடங்கள் லோடை சிறிதாய் ஒரு ஓடை அமைந்தோடிய ஊர் சிற்றோடை சிறிதாய் ஒருவோடை அமைந்தோடிய ஊர் சிற்றோடை சிற்றோடை கருகிலையே அமைந்த சிற்றூர் பேரோடை சிற்றோடை கருகிலேயே அமைந்த சிற்றூர் பேரோடை ஈரோடு வெள்ளோடு ஈரோடு வெள்ளோடு சித்தோடு பேரோடு பொறுமை இழந்து பொருளற் இன்றைக்கும் ஈரோடு பகுதி மக்களுக்கு தெரியும் ஈரோடு பகுதியிலே நிறந்த நீண்ட காலம் பரம்பரையாக வாழ்பவர்களுக்கு தெரியும் அல்லது வந்து போனவர்கள் கூட அந்த நிலவியல் தன்மைகளை ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் பவானி பெருமாள் வழியாக ஈரோடுக்கு செல்லும் வழிகளே அக்ராகாரம் இருக்கிறது அக்ராகாரத்துக்கு முன்பாக அந்த கிறிஸ்து ஜோதி பள்ளி வந்து ஒரு பெரிய கிறித்துவ பள்ளி நிறுவனம் க இருக்கும் கல்வி நிறுவனம்னு சொல்லப்போகிறேன் அந்த பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம் இருக்கும் அந்த கிறிஸ்து ஜோதி பள்ளிக்கூடத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓடை ஒன்று போகும் அந்த இடத்துல ஒரு மேம்பாளர் அந்த அந்த பாலத்தை தாண்ட உடனே வலது பக்கத்தில் அதாவது பவானியிலேருந்து போகும்பொழுது வலது பக்கத்தில் ஈரோட்டிலேருந்து வரும்போது இடது பக்கத்தில் ஒரு திரையரங்கு இருக்கும் ஆனால் அதன் பெயர் லட்சுமி திரையரங்குன்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த அதாவது ஈரோடை நகரத்தினுடைய இந்த எல்லையாக இருந்திருக்கு இந்த ஓடை அதே போல் அந்த பக்கம் பார்த்தோம்னா தொடர்வண்டி நிலையத்துக்கு பக்கத்தில் இன்றைக்கு மீன் கடைகள்லாம் போடப்பட்டிருக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓடை ஓடும் இந்த இரண்டு ஓடைகளுக்கு இடையில் குறைஞ்சது எப்படி ஒரு நான்கைந்துகள் தொலைவு இருக்கும் இடையில் அமைந்த ஒரு நகரம் என்பதை எவ்வளோ அழகாக நீங்க கற்பனை பண்ணி பாருங்களுக்கும் நடுவுல முழுக்க நகரமா அமைந்திருந்தது சென்னிமலை பகுதியிலிருந்து வந்தா அது ஓடுகிற இடமாக தான் வெள்ளோடை இருக்கு அந்த நீர் தேக்கத்துக்குள்ளதான் கட்டப்பட்டிருக்கு அதுபோல் தான் சிற்றோடை அங்கே ஒரு சிறிய ஓடை இன்றைக்கும் மழை வந்துருச்சுன்னா ஊற்றுலெடுத்து ஓடுவதை நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம் இந்த சிற்றோடைக்கு பக்கத்துலேயே பேரோடு அப்படின்னு ஒரு ஊருக்கு அது பெரிய இந்த சிற்றோடை விட கொஞ்சம் பெரிய ஓடை ஓடிய ஊர் அதற்கான தடங்களும் தடயங்களும் இன்றைக்கும் இருக்கின்றன அப்படி நிறைய ஓடைகள் இருந்த பகுதி இது இந்த ஓடைகள் எல்லாம் கூடிய இடம் தான் பார்த்திங்கன்னா பொன்னி சுகர்ஸ் சொல்லப்படுகிற அந்த பொன்னி சர்க்கரை ஆலை இந்த மக்கள் இந்த மண்ணின் இந்த மக்களின் வளத்தை உடல் நலத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கிய இதில் முதன்மை பங்கு வகிக்கிற அந்த சர்க்கரை ஆலைகள் அந்த வெள்ளை சர்க்கரை ஆலைகள் அந்த வெள்ளை சர்க்கரை ஆலை பொன்னி சுகர்ஸ் என்கிற ஒரு சர்க்கரை ஆலை இருக்குது அந்த சர்க்கரை ஆலை அமைந்திருக்கிற இடத்து ஊரின் பெயர் வந்து ஓடைப்பள்ளி ஓடைகள் கூடுகிற இடம் எல்லா ஓடைகளும் அங்கே போய் கூடும் காவிரியில் கலக்கும் அதனால் அந்த இடத்துக்கு பேர் ஓடைப்பள்ளி அதை ஒரு சிறிய பூங்காவாக மாற்றி இன்னைக்கு சுற்றுலா மாறி மாற்றிருக்காங்க ஆனால் அது இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் அந்த இடத்தினுடைய பெயரனாலேயே ஏன் பெயர்கா அந்த பெயருக்கான ஒரு காரணம் இருக்குது ஓடைகள் எல்லாம் அங்கே வந்து கூடுவதாலுதான் அது ஓடைப்பள்ளி இப்படி இந்த பகுதியினுடைய ஒரு துன்பமான வரலாறு அது பெயர்கள் மருவி மருவி போனதினால ஈரோடை ஈரோடு என்றும் வெள்ளோடை வெள்ளோடென்றும் சிற்றோடை சித்தோடென்றும் பேரோடை பேரோடென்றும் ஓடைகள் பள்ளி ஓடைப்பள்ளி ஓடப்பள்ளி என்றும் இன்னும் இதுபோல் ஏராளமான பெயர்கள் மருவி மருவி போனதால் நாம் அதனுடைய உண்மையான பொருள் புரியாமல் அர்த்தம் தெரியாமல் குழம்புகிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறோம் எனவே தமிழை மீட்டெடுக்க வேண்டியது தமிழ் மொழியை அதனுடைய அந்த தொன்மை பொருளோடு கூடி அந்த சொற்களை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு சிறிதாய் ஒரு வாணி அமைந்தோடியதோ சிறுவாணி பூவெல்லாம் உதிர்ந்தழகாய் மிதந்ததோ பூவாணி சிறிதாய் ஒரு வாணி அமைந்தோடியதோ சிறுவாணி பூவெல்லாம் உதிர்ந்தாய் மிதந்ததோ பூவாணி நெய் போன்றதோ நொய் விளைந்ததோ உயிர் துடிக்கும் நொயல் நதி உயிர் துடிக்கும் நொயல் மரணம் என்பது தனக்கில்லை என்று ஓடுது அமராவதி மரணம் என்பது தனக்கில்லை என்று இன்னும் ஓடுது அமராவதி சிறுவாணி பூவாணி சிறுவாணி பூவாணி கீவாணி மேவாணி ஆசியாவின் மிக பெரிய மன்னனைதான் பூவாணி ஆசியாவின் மிக பெரிய மன்னனை கீழ்பவானி இன்றைக்கு பவானி என்கிற என்று சொல்லப்படுகிற ஊர்கள் எல்லாமே பூவானி தான் அதோடைய உண்மையான பெயர் பூவானி தான் குறிப்பாக ஒரு சில குடிகள் தமிழ் குடிகள் கூட அந்த பெயரை தாங்கிய குடிகள் உண்டு இங்கே நாம் வருங்காலத்தில் அந்த குடிகள் பற்றிய செய்திகளை பேசிட்டு பேசும்பொழுது அதை நாம் சொல்லுவோம் பூவானியோடு இணைந்த அந்த குடி பெயர் உண்டு அப்படி என்னைக்கும் பல கொங்க பகுதியினுடைய தமிழ் குடி பூர்வீக குடிகளுக்கு இன்றைக்கு அந்த பெயர்கள்லாம் இருக்குது அப்படி இந்த பூவானி தான் இன்றைக்கு பவானியாக ஆகி போனது ஆனால் அதை வந்து திருநண்ணா என்று இடையிலே புகுந்து கொண்டு எப்படி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட எழுத்துக்கள் தான் எழுத்துருக்கள் தான் சங்ககால எழுத்துகள் உண்மையான தமிழ் எழுத்துக்கள் தொல்காப்பியம் கூறுகிற இலக்கணப்படி தமிழை மீட்க வேண்டும் என்றால் அந்த எழுத்துருக்களைத்தான் மீட்கணும் ஆனால் இன்றைக்கு இந்த வட்டெழுத்துகளிலே அதாவது கன்னடம் தெலுங்கு மலையாளம் தொழு போன்ற மொழிகள் உருவான பிறகு அவைகளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த வட்டெழுத்துக்களிலே இருந்து உருவாக்கப்பட்டது தொல்காப்பிய பொருந்தாது உண்மையான தமிழை மீட்க வேண்டும் என்றால் அந்த தொல்காப்பியம் சொல்லுகிற எழுத்துருவை மீட்க வேண்டும் அதை மீட்டுட்டாங்க இன்றைக்கு உலக தமிழராய்ச்சி நிறுவனத்திலிருந்து கூட அந்த அந்த எழுத்துருக்களிலே திருக்குறளையே வெளியிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் அப்போ அதையெல்லாம் மீட்க வேண்டும் அப்படி நம்முடைய இந்த தமிழை மீட்டால் தான் அவனுடைய அந்த அந்தந்த தொன்பங்களை மீட்க முடியும் இல்லைன்னா அப்புறம் திருநனா என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் உண்மையான அதனுடைய பெயர் பூவாணி என்பது பூவாணி கீழ்வாணி மேவாணி சிறுவாணி வாணி என்றால் அது நம்ம ஒரு பெரிய வாய்க்கால் என்பதை இங்கே இந்த பகுதியில் மூன்று சூழல் நீ போட்டு வாணி என்று சொல்லுவோம் முத்தும் அணிமணிகளும் விளைவித்த பேராறு இருக்குதோ இல்லையோ திருமணி முத்தாறு முத்தும் அணிமணிகளும் விளைவித்த பேராறு இருக்குதோ இல்லையோ திருமணி முத்தாறு ஊருக்குள்ளே ஆரோடும் ஊரெல்லாம் ஆற்றூரு ஊருக்குள்ளே ஆரோடிய ஊரெல்லாம் ஆற்றூறு தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இருக்குது ஆத்தூரு தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இருக்குது ஆத்தூரு ஆத்தூரு சேத்தூரு ஆத்தூரு சேத்தூரு பள்ளத்தூர் மேட்டூரு இயற்கையோடி தமிழர் வாழ்வை சொல்லுது ஊர் பேரு இயற்கையோடி தமிழர் வாழ்வை சொல்லுது இயற்கையோடி தமிழர் வாழ்வை சொல்லுது ஊர் பேரு திருமணி முத்தார் என்று ஒரு மிகப்பெரிய ஆறு சேலம் பகுதியில் அந்த ஏற்காடு மலை மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருந்து அந்த ஊற்று கண்களில உருவாகி ஒரு பெரிய ஆறாக உருவெடுத்து வந்திருக்கிறது அதற்கு பெயர திருமணி முத்தாறு ஏனென்றால் அரிய அணி மணி அணிகளை உருவாக்குகின்ற மணி கற்களும் முத்து அந்த ஆத்துக்குள்ள விளைஞ்சிருக்கு இன்னைக்கு கடலுக்குள்ளேயே முத்துல அந்த அளவுக்கு கடல் வளத்தை சுரண்டியாச்சு கடலுடைய இயற்கை நலத்தை செதைச்சாச்சு ஆனால் நமது பகுதியில ஆத்துல மு முத்து விளைஞ்சிருக்கு ஆத்துல மணிகள் விளைஞ்சிருக்கு அதனால் திருமணி முத்தார் இன்றைக்கும் நீங்கள் சேலம் பகுதி சேலம் பகுதியில் பரம்பரையாக வாழ்பவர்கள் சேலம் பகுதியினுடைய அந்த நிலவியல் தன்மை அறிந்தவர்களுக்கு தெரியும் நாம் இங்கே ஈரோடை பகுதியிலேருந்து கோவை கோவை சாலையில் நெடுஞ்சாலையில் சேலம் போனோம்னா சேலத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உத்தம சோழபுரம் ஒரு ஊர் இருக்கும் அந்த உத்தம சோழபுரத்துலேருந்து அடுத்த மேம்பாலத்துலேருந்து இப்படி அடியில் பூந்து போனோம்னா அந்த இடத்துக்கு பேர் ஜாகீர் ஜாகீர் கொண்டாம்பட்டி ஆஹ் ஜாகீர் கொண்டாம்பட்டின்னு ஒரு ஊருக்கு போவோம் அந்த இடத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும் சின்னதா ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கு ஒரு பெரிய சாக்கடை ஒன்று ஓடிட்டு இருக்கும் அதுதான் திருமணி முத்தாறு மகுடஞ்சாவடி என்று சொல்லப்படுகிற உசாவடி அதுக்கு கீழே அந்த மெக்டோனால்டு உசாவடி மகுடஞ்சாவடி என போடுகிற அந்த மெக்டோனால்டு உசாவடிக்கு முன்னால தாழை யூத்துன்னு ஒரு ஊரு இருக்கு தாழை யூத் அந்த ஊருக்கு பேரு தாழை யூத்து அங்க பாத்தீங்கன்னா நான் என்னுடைய சிறுவயதுல நான் அந்த பக்கம் போகும்போது பாத்திருக்கேன் தாளை வந்து அவ்வளவு நிறைஞ்சு கிடக்கும் அந்த தாளை சிறப்பு அந்த இயல்புலேயே தெரியல தமிழ தான் தமிழை விட்டாச்சு இந்த படிப்பு பயிற்று இந்த அடிமை பயிற்று முறையை கல்வி என நம்பி நம்ம தமிழ விட்டாச்சு அதான் உண்மை திராவிடம் செய்த மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் தமிழனையே தமிழை அழிக்க வைத்தது தான் அது திராவணம் செய்த சாதனையில் அதுவும் ஒன்று தமிழ் இன்னைக்கு தமிழ்ல பிஏ தமிழ்ல எம்ஏ தமிழ்ல எம்பி தமிழ்ல பிஹெச்டி ஆனா அவனுக்கு ஒழுங்காக தமிழ் தெரியாது ஏன்னா இந்த மெக்கால அடிமை பயிற்று அந்த அடித்தளம் அப்படி இதையெல்லாம் மாற்றினால்தான் நம்ம வந்து உண்மையான வரலாற்றை மீட்டெடுக்கணும் அப்படி அந்த பகுதியில் அந்த தாழையுத்து பகுதியெல்லாம் ஓடி இருக்குது அந்த ஆறு மிகப்பெரிய பெயர் ஆறு அது அந்த ஆறு பேரே திருமணி முத்து ஆறு அந்த ஆறு பெரிய சாக்கடையாக மாதிரி ஓடிட்டுருக்கு இப்போ திருமணி முத்தாறு அதே போல் ஆத்தூர் ஆத்தூர்னு பேர் இருந்தாவே பெரிய ஆறு ஒன்று உள்ளே ஓடும் ஆத்தூருக்கு முன்னாடி நாங்கள் முதல்ல சிறு வயதில் ஆத்தூர் பக்கம் போகும்போது பார்ப்போம் ஆத்தூருக்கு முன்னாடியே ஒரு இடத்துல அப்படியே பெருசாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் பயங்கரமாக மழை பெய்ஞ்சதுன்னா அப்படி தண்ணி ஓடும் அந்த ஆத்தூரை தாண்டி வீரகன்னூர் பக்கம் போனோம்னா அங்கே ஒரு பெரிய அந்த அது அதே ஆறு தான் நினைக்கிறேன் அல்லது ஒரு பெரிய அதனுடைய கிளையோ அல்லது ஒரு வாய்க்காலோ ஓடும் அங்கெல்லாம் போனால் அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கிதான் அந்த பக்கம் கடக்கிற மாதிரி இருக்கும் இப்போதான் பாலங்கள்லாம் கட்டியிருக்காங்க அப்படி நம்முடைய கொங்கம் என்பது ஒரு மிகப்பெரிய தொன்மையான ஒரு ஒரு அருமையான பகுதி இது அது மட்டுமல்ல இது குடியரசு என்பதை நான் அழுத்தெழுத்தி தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கேன் இது உலகத்தின் முதல் குடியரசுகளை கட்டமைத்த பகுதி கடையெழு கடையழு வள்ளல்களும் வாழ்ந்த பகுதி எனவே கொங்கத்தினுடைய வரலாற்றை மீட்டெடுப்பதன் வழி மொத்த தமிழ்நாட்டின் வரலாறை தமிழ் இனத்தின் வரலாறை ஏன்னா குடிகளும் குளங்களும் இங்கே தான் அதிகம் இன்றைக்கி குடியரசியல் குள அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த குடி குளம் கூட்டம் நாடு இதையெல்லாம் கொங்கத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லா குடிகளும் வச்சுருக்காங்க மீதி பக்கமெலாம் அது கிடையாது ஏன்னால் ஒன்று சேர சோழன்னு சொல்லிக்கலாம் பாண்டியன்னு சொல்லிக்கலாம் பல பேர் பாண்டியர்களுடைய வரலாற்றை சோழர்கள் வந்து திருடிக்கிட்டு அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத நான் வருங்காலத்தில் சொல்கிறேன் ஏன்னா கொடியில் புளி இருக்கும் ஆனால் பெயரில் பாண்டியன்னு வச்சுக்குவான் இதெல்லாம் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு செயல் அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது ஒரு ஒரு போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை கூட ரெண்டு பேரை பல பேர் மிகச்சரியாக அவங்கள சொல்லி இருவர் அல்லது சகோதரர்ன்னு தான் சொல்லுவான் ஆனால் பல பேர் மாதிரி பாண்டியர் அப்படின்னு சொல்லுவான் அதெல்லாம் ஒரு தேவையற்ற ஒரு வரலாற்று கலவு வரலாற்று திருட்டு அதெல்லாம் அப்படி இந்த சேரசோழ பாண்டியரின் வரலாறு என்பதே கொங்க வரலாற்றுக்கு பொருந்தாது ஏன்னா கொங்கத்தின் வரலாறு என்பது சேரசோழ பாண்டியர்களிடம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கலாம் இந்த கொங்கத்தினுடைய அந்த தலைமகன்கள் அந்த குடித்தலைமகன்கள் பெண் கொடுத்து பெண் எடுத்திருக்கலாம் ஆனால் இங்கே வந்து எந்த மன்னனுக்கு கீழும் பத்தாம் நூற்றாண்டு பத்து பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் குடியரசை கட்டமைத்து ஒரு அருமையான வாழ்வியலை கட்டமைத்து வாழ்வாங்கு வாழ்ந்த பகுதி கொங்கம் என்பதை உறுதிபட நாம் சொல்வோம் பங்கத்தின் ஒரு குடிமகன் என்கிற வகையில் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக கூறிக்கொள்கிறோம் உங்களுடைய புரிதல்களை உங்களுடைய தெரிதல்களை உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் வந்து கீழே கருத்து தெரிவிக்கலாம் போன வெளியத்தில் கூட ஒரு சிலர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் பதில் சொன்னோம் குறிப்பாக இந்த பகுதியினுடைய ஒரு பூர்வீக குடியினர் ஐயா நாங்கள் இல்லையா இந்த நீங்கள் சொல்ல வரலாறு நாங்களாம் இல்லையா என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கு விளக்கி சொன்னோம் இல்லை இருளர்தான் இந்த மன்னனினுடைய பூர்வக்குடிகள் அவர்கள் கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக செயற்கையாக இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அதே வெள்ளையர்களுடைய ஆங்கில வெறியர்களுடைய அந்த பணவிரி பிடித்த ஆட்சியில் அவர்களும் தமிழர்களை வந்து திட்டமிட்டு நாடு கடத்துவது ஊர் விட்டு ஊர் கடத்துவது ஊர் விட்டு ஊர் மாற்றுவது இங்கிருப்பவர்களை அங்கே கொண்டு செல்வது அங்கிருப்பவர்களை இங்கே கொண்டு சொல்வது ஏன்னா சொந்த மண்ணிலே பூர்வீகமாக ஆண்டுகளை வாழ்கிற ஒரு நிலத்திலிருந்து அவன் எதிரியை ரொம்ப எளிதாக எதிர்கொள்வான் ஆனால் அவனை ஊர் விட்டு ஊர் கடத்திட்டா அதுவும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் போக்குவரத்து இருக்குது அது இருக்கெல்லாம் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஒரு இடத்துல நிரந்தரமாக வாழ்ந்து பல குடிகளை ஊரை விட்டு ஊர் மாத்தினாவே நம்ம மொத்தத்தையும் இழந்துருவான் நீங்கள் அந்த பரதேசி படம் பார்த்துருக்கலாம் அந்த பரதேசி படத்தை பார்த்ததை விட நீங்கள் ரெட்டு டி என்று ஒரு ஆங்கில நாவல் அதை தமிழ் படுத்தி எரியும் பணிக்காடு என்று ஐயா ஹோமிய மருத்துவர் முருகுவில் அவர்கள் எழுதியிருப்பாங்க கோவை சேர்ந்தவர் அதை தமிழாக்கம் பண்ணியிருப்பார் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியெல்லாம் நம்ம சிதைக்கப்பட்டோம் என்பது அதே போலதான் சயா மரணரையில் என்கிற ஒரு நாவல் எப்படி தமிழர்கள் வந்து நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டு எப்படியெல்லாம் கொடூரப்படுத்த கொடூரமாக அவர்களுடைய உழைப்பு சுருண்டலை பயன்படுத்தியிருக்கிறது இந்த உலகம் என்பது அதில் சொல்லியிருப்பாங்க அப்படி மாற்றப்பட்டோர்தான் இந்த மண்ணினுடைய பூர்வக்கு குடிகளான இருளரே தவிர அவர்கள் விரும்பி போய்விடவில்லை அவர்கள் இங்கிருந்து துரத்தப்பட்டனர் கடத்தப்பட்டனர் புலம் பெயர வைக்கப்பட்டனர் இடம் பெயர வைக்கப்பட்டனர் என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்